அழவற்ற அருளாளனும் நிகரத்த அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் படைத்த அல்லாஹ குசு பகித்தால் ஆண்டவன் ஒருவனுக்கு உரித்தாகுக அன்பும் அன்பரும் சலாமும் சலபாத்தும் அவனின் அருள்நபி சமூகத்திற்கே உண்டாகுக ஜெகடாதிபதியும் ஜெககுருவாகி ஆதிநாயனின் திருதூதரும் இரு லோகத்திற்கும் அவர்களின் திரு கண்ணாடி என்னும் திருசனம் அனைவர்களுக்கும் கிடைக்கும் பொருட்டு அவ்வாஹு நல்லொருள் பாலிப்பானாகவும் அருமை பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல வாக்கியத்தை எல் பேருக்களும் சிறப்பாக இருந்து கேட்குமாறு உங்களை வேண்டி கொண்டு சொல்லக்கூடிய ஒரு சரித்திரமாக கூடியது நபி யூசுப் அலி சலாத்து அவருக்கு ஒரு சரித்திர வரலாறை பற்றி நிறைவுபடுத்த ஆரம்பிக்கின்றோம் ஆகவே அல்ல அல்லாஹு தால ஆண்டவன் நற்கிருபை செய்வான் என்று ஆரம்பம் செய்கின்றோம் பன்வான் என்ற நாடாவிலே யாபோகு நபி வாழ்ந்து வரே காலம் அறியில் சொத்திலையும் சுகத்திலையும் யாபோ புர்கள் சுகமாக வாழ்ந்து வரும் காலம் அறியில் மனம் முடித்து அதில் நின்றும் அவர்களுக்கு பிறந்த மக்கள் பத்து ஆண் மக்கள் இந்த பத்து ஆண் மக்களை வைத்து பராமரித்து வரக்கூடிய காலத்தில் முந்தைய தாரம் மூன்று பேர்களும் உபாதானதின் பின்பு இந்த பத்து மக்களை பராமரிப்பதற்காக வேண்டி இறுதியாக கடைசியாக நபி யாஹூப் அலி சலாத்து வலாம் அவர்களுடைய கடைசி பெண் ஆகிய தன்னுடைய தாய் மாமன் மகள் ராகிலா என்று சொல்லக்கூடிய பெண்மணி நபி யாஹூப் அலி சலாத்து வல்லாம் மனம் முடித்து இரண்டு பேர்களும் ஈருடலும் ஓர் உயிரும் போன்று கண்ணும் இமையும் போன்று வாழ்ந்து மதி வரிசை போர் இந்தியதோ யாபு செல்வமாக வாழ்ந்துடைய கண்ஹானிலே நபி யாபூப் அல்வசலாம் கன்ஹான் நாட்டிலே ராகிலா பிவியை மனம் முடித்து வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அந்த ராகிலா அம்மா அவர்களுக்கு அவர்கள் பிறந்ததும் அந்த மகனுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தான் கண்டு நபி யாகூப் அலி சலாத்து வசலாம் மிக்க மன மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய அருமை கண்மணியான மக்களில் அந்த யூசுப் என்று சொல்லக்கூடிய அவர்களை வெகு சிறப்பான முறையிலே வளர்த்து வரக்கூடிய காலத்தில் அந்த தாய் ராகில் அம்மா அடுத்து ஒரு மகனை பெற்றார்கள் அந்த மகனுடைய பெயர் புன்யாமீன் ஆக இரண்டு மக்களை பெற்ற அந்த ராகில் அம்மா அல்லாஹு தாலா அவனுடைய கலாவின்படி அவர்களும் இந்த உலகத்தை விட்டு மறு அடைந்தார்கள் ஆகவே நபி யாஹூப் அலி சலாத்து அவர்களுக்கு பள்ளிரண்டு ஆண் மக்களை அல்லாஹு கொடுத்தார் இந்த பன்னிரண்டு ஆண் மக்களை வைத்து பராமரித்து வரக்கூடிய நாளையில் ஆனால் யூசுப் என்று சொல்லக்கூடிய அவர்கள் மீது நபி யாஹூப் அலி சலாத் வலாம் அளவு கடந்த முஹ்பத் வைத்திருந்தார் பிரியம் வைத்திருந்தார் அன்பு வைத்திருந்தார் அதன் காரணமாக நபி யூசுப் அலி சலாத் அவர்களை பிரியத்துடன் வளர்த்து வந்தால் அழகுள்ள மகனையும் கண்ணும் கருத்துமாக ரொம்ப பிரியத்தோடு வளர்த்து வர வேண்டிய காலத்தில் முந்திய மக்கள் பத்து பெர்களும் அவர்கள் சம்ஹூன் ராவா லூபிலூன் என்று சொல்லக்கூடிய அந்த பத்து மக்களும் ஆடுகளை காட்டுக்கு ஓட்டி சென்று மேய்த்து வருவது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்க ஒரு நாள் நபி யூசுப்பும் நபி யாபூப் அலை சலாத்து வசலாம் இரண்டு பேர்களும் நித்திரையாகி நித்திரையாக இருக்கக்கூடிய நேரத்தில் யூசுஃபாக கூடியவர்கள் படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கும் பொழுது கணவன் கண்டிவாங்க கனவு கண்ட படைத்திருக்கின்ற நேரத்தில் யூசுப் அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள் எப்பேர் கொடுத்த ஒரு அற்புதமான கனவை காணுகின்றார்களே ஆனால் சந்திரனும் சூரியனும் வந்தங்கே இறையிடுமாம் சந்திரனும் சூரியனும் வந்திரங்கி பணிந்திடுமாம் பதினோரு நட்சத்திரம் அவர்கள் பாதத்திலே வந்திறங்கி பாதம் பணிய கண்டார் பலரான அவர்கள் படத்தினத்திரியாகிக் கொண்டிருக்கும் பொழுது இதுபோன்று ஒரு அற்புதமிக்க ஒரு கனவை காணுகின்றார் சந்திரனும் சூரியனும் அவர்களுடைய பாதத்தடியிலே வந்து இறங்கி அவர்களுக்கு சுஜூது செய்யும்படியாக வணக்கம் செய்யும்படியாக பதினோரு நட்சத்திரங்களும் வந்திறங்கி அவர்களுடைய பாதம் பணியும்படியாக இப்பேர் கூற்று ஒரு அற்புதமாகி ஒரு கனவை கண்ட யூசுஃப் பதவி முடித்து தன்னுடைய பக்கத்தில் படுத்திருந்த பாபாவை எழுப்பி சொல்லுகின்றார் அருமை பிதாவே என் அருமை தந்தையவர்களை இன்று நான் இப்படி அற்புதமிக்க ஒரு கனவை கண்டேன் இந்த கணவனுடைய ஒரு தாற்பயம் என்ன பொருள் என்ன சொல்லுங்கள் என்று பாபா கேட்க அப்பொழுது தந்தையாகி நபி அஹூ அலி சலாத்து வசலாம் அருமை கண்மணியான மகன் யூசு தானே கட்டி தழுவி முத்தி முகந்து சொல்லுகிறார் கண்ணான கண்மணியே எந்த மாதணி கல்வி புகந்ததோரி திரு மாரணி கண்டதோரி கணவான கண்மணியே யூசூபென் இதை பற்றி நீங்கள் யாரிடத்திலும் இந்த கனவை பற்றி நீங்கள் கேட்க ஆனால் நீங்கள் இந்த கனவனுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்து யாதெனில் அல்லாஹு உங்களுக்கு நபி பட்டத்தை தர இருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த முறையில் அல்லாஹு தரஜாவான வாழ்க்கையாக உங்களை அல்லாஹு ஆக்கி வைக்க இருக்கின்ற நீங்கள் இந்த உலகத்தில் சிறப்புடையவர்களாக வாழ்வீர்கள் நீங்கள் இந்த கனவை பற்றி யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று பாபா இடத்திலே சொன்னார்கள் பாபா மகனுக்கு சொன்னார்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது அதே நேரத்தில் நபி யாஹூப் அலி சலாத் மகன் யூசுவும் இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டிருக்கும் யார் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களே அதாவது முந்திய மக்கள் பத்து பேர்கள் இருக்கின்றார்களே இவர்கள் திரைமறைவாக இருந்து இவங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி கேட்கின்ற அந்த பத்து பேர்களுடைய மனதில் நினைக்கின்றார்கள் நாமும் யாஹூப் நபியுடைய மக்கள் தானே அப்படி இருக்க யூசுபுத்தான் நபி பட்டம் கிடைக்கும் யூசுப்பு தான் ராஜாவாக உயர்ந்த வாழ்க்கையாக வாழ்வார்கள் என்று பாபா சொல்லுகின்றார்களே நபிமாறு வாயினால் சொன்னால் அது ஒரு காலமும் பொய்யாகாது அப்படி இருக்க அவர்களுக்கு இப்படி கிடைக்கும் என்று பாபா சொல்லுகின்றார்களே என்று பத்து பேர்களும் அவரவர்களுடைய மனதிலே போராமை கொண்டேடுவார் யா போ பத்து பேர்கள் மூலாத்து வசலாம் அவர்களுடைய மக்கள் முந்திய பத்து பேர்களும் மனதிலே பொறாமை கொள்கின்றார் ஹசது வைக்கின்றார் அப்படி பத்து பேர்களும் ஒன்று கூடி சொல்லுகின்றார் ஆனால் இந்த யூசுபு உயிரோடு இருந்தால் தானே அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கும் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி ஆக்கி வைப்பான் அவர்களை கொன்றுவிட்டால் நாங்கள் பத்து பேரில் யாருக்காவது ஒருவருக்கு அந்த நபி பட்டம் கிடைக்கட்டும் யாருக்காவது அந்த உயர்ந்த வாழ்வு கிடைக்கட்டும் ஆகையினால் எப்படியும் யூசுப்பை பாவாக விட்டு பிரித்து அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று பத்து பேர்களோ முடிவு செய்தார்களா ஆகையினால் இதை பற்றித்தான் அல்லாஹூத்தால் ஆண்டவன் குறிப்பிட்டு சொல்லுகின்றான் ஒத்து கேட்காதீர்கள் அப்படி ஒத்து கேட்பீர்களே ஆனால் மனதிலே பொறாமை ஏற்படும் பொறாமை ஏற்பட்டால் அதனுடைய முடிவு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும் ஆகையினால் ஒத்து கேட்காதீர்கள் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான் அதுபோல இந்த பத்து பேர்களும் ஒத்து கேட்டதனுடைய விளைவு மனதிலே பொறாமை ஏற்பட்டு ஹசதி ஏற்பட்டு தம்பி யூசுபை கொள்வதற்காக வேண்டி பத்து பேர்கள முடிவு செய்தார்களா இந்த முடிவு செய்துப்பை விட்டு பிரிக்க வேண்டுமே என்று அண்ணில் நின்று நம்பி யூசுப் அவர்களுக்கு அருமை பாலகராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நல்ல நல்ல அதாவது நல்ல விசித்திரமான அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை கொண்டு வந்து கொடுப்பது நல்ல உடுப்புகளை கொண்டு வந்து போட்டு அழகு பார்ப்பது யூசுபு தன் மீது பிரியங்கொள்ளக்கூடிய முறையில் அவர்களோடு பழகுவது இப்படி இருக்க ஒரு நாள் அன்று யூசுபை தனியாக பத்து அழைத்து சென்று அவருக்கு அரண்மனைக்கு அந்த கொண்டு சென்று அழகான மண்ணினால் ஒரு கோட்டை கேட்டி அதில் கொண்டு போய் யூசுபி அரசராக வைத்து பத்து பேர்களும் மந்திரி சேனாதிபதியாக இருந்து ஒரு அரசாங்கத்தையே நடத்தி காட்டினார்கள் பார்த்ததும் அவர்கள் விளையாடி கொண்டிருப்பதை கண்டதும் பாலராகி யூசுபுடைய உள்ளத்திலே அண்ணன் அண்ணம்மார்கள் மீது அதிகமான பிரியமும் ஒரு மகப்பத்தின் ஏற்பட்டு கேட்கின்றார் தமையன்மார்களே நீங்கள் இது காட்டுக்கு ஆடுகளை மேய்த்துச் செல்வதற்காக செல்கின்றீர்களே அங்கும் இது போல் விளையாடுவீர்களா என்று யூசுப் கேட்டார் அப்படி கேட்கும் பொழுது பத்து பேர் சொன்னார்கள் தம்பி எப்ப பார்த்தாலும் எங்களோட காட்டுக்கு வந்தால் காட்டுடைய அதிசயங்கள் தெரியும் அழகான யூசுபடி பார்த்து சொல்லுகின்றார்கள் கண்ணான கண்மணியே சகோதரேரே காட்டு வாருங்கள் என்று சொல்லி வாஞ்சையோடு அழைத்திடுவார் ஆடுமை தீ அண்ணமார்கள் அண்ணம்மார்கள் தம்பி யூசு நாளைக்கு நீ எங்களோட காட்டுக்குவா ஆடு மயிப்பதற்காக அப்படி வந்தால் அந்த காட்டுடைய புதுமைகளையும் காட்டுடைய ஒரு அலங்காரங்களையும் காட்டிலே வாழக்கூடிய அந்த மிருக இனங்களும் பக்கிசாரங்களும் அங்கிருக்க வேண்டிய புதுமைகளை நீ பார்த்து வர முடியும் தம்பி என்று தம்பியினுடைய உள்ளத்திலே ஆசையை மூட்டினார்கள் அது கேட்ட யூசுப் சொல்லுகின்றார் நிச்சயமாக நாளைக்கு நானும் உங்களோடு காட்டுக்கு ஆடு மேய்க்க வருகின்றேன் என்னை நீங்கள் அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று தன்னுடைய விளையாட்டை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள் அந்த இடத்தில் அதுபோன்று மறுநாள் தினமன்று நபி யூசு அலிவசலாம் பாமாவை பார்த்து கேட்கின்றார்கள் அருமை பிதாவே அருமை தந்தை அவர்களே நான் இன்றைக்கு அண்ணமார்களோடு அடவிக்கு சென்று இடுவேன் ஆடு காட்டிக்கு சென்ற வரவுண்டும் அண்ணமார்கள்ட என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டிடுவா தானும் ஒாக சென்று காட்டு ஆடுத்து வருதாகழக்கம் இல்லாதவர்கள் காட்டிலே கல்லுகளும் உள்ளுகளும் பலவிதமான துஷ்ட மிருகங்களும் வாழக்கூடிய ஒரு காடாக இருக்கும் ஆகவே அதற்குரிய கால வரும்போது தாங்களும் போகலாம் ஆகையினால் நீங்கள் போக வேண்டாம் என்று பிடிவாதமாக கேட்கின்றார் அதே நேரத்தில் பத்து பேர்களும் வருகின்றார்கள் பாபாவை பார்த்து சொல்லுகின்றார்கள் அருமை தந்தையே யூசுபு மீது உங்களுக்குத்தான முகப்பெத்து பிரியம் எங்களுக்கு கிடையாதா ஆகையினால் நாங்கள் அவர்களை ரொம்ப நல்ல முறையிலே கண்காணித்து பாதுகாத்து அழைத்து சென்று காடுகளுடைய காட்டில் உண்டான அதிசயங்களை எல்லாம் காட்டி ஆடுகளை மேய்த்து நாங்களும் வருகின்றோம் அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார்களாம் பத்து பேர்களும் அதே நேரத்தில் யூசுபும் அவர்களும் விடா சொல்லுகின்றதை கேட்ட நபி அலை மகனுடைய வார்த்தையை மறுக்க முடியாத அளவுக்கு அவர்களை அழைத்து சென்று நல்ல முறையில் அவர்களை முழு நல்ல உடுப்புகளை இட்டு அலங்காரம் செய்து அவர்களுடைய கண்ணுக்கு சுருமா எழுதி தலைக்கு தொப்பி வைத்து அவர்களுக்கு உயர்ந்த உடுப்புகளை தானே உடுத்த அழகையும் ஒழிவையும் தெளிவையும் தன்னுடைய மகனை பத்து பேர்களிடத்திலே ஒப்பு கொடுத்து அருமை மக்களே யூசுபே நீங்கள் ரொம்ப பாதுகாப்பான முறையிலே கொண்டு சென்று நேரத்தை ஆடு வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இன்னும் உயர்தரமாவுடைய ஊண்டீன்களை தானே தயார் செய்து அதை மக்களிடத்திலே கொடுத்து ஒரு பூசாவில் தண்ணீரையும் கொடுத்து நீங்கள் செல்லுகின்ற பொழுது மகன் எங்கே பசி என்று சொன்னார்கள் அங்கு இந்த உணவை கொடுக்க வேண்டும் தாகம் என்று சொன்னால் தண்ணீரை கொடுக்க வேண்டும் பாதுகாத்து வர வேண்டும் என்று பத்து பேருக்கு இடத்திலே ஒப்படைத்து அனுப்பி வைக்கும் பொழுது நம்பி சொன்னார்கள் மக்களே ஆனால் உங்களிடத்தில் அனுப்பி வைப்பதை பற்றி நான் ஒன்று பயப்படுகின்றேன் அதாவது காட்டிலே ஓநாய்கள் அதிகம் உண்டு ஆகையினால் நான் அதற்கு பயப்படுகின்றேன் மகனை நீங்கள் பாதுகாப்பாக கொண்டு சென்று வர வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்தாங்க அதே போன்று பத்து பேர்களும் யூசுப்பை வாங்கிக் அவர்களை தூக்கி தோழிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஆடுகளை ஓட்டிக்கொண்டு அவர்களுடைய இல்லத்தை விட்டு பயணப்பட்டு காட்டு மார்க்கமாக ஆடுகளை தான் ஓட்டிக்கொண்டு வேகமாக வருகின்றார்கள் வருகின்ற நபி மக்களும் பத்து பேர்களும் மனதிலே பொறாமை குணம் கொண்டு யூசுப்பை கொண்டு அவர்கள் ஊரை விட்டு வெகு தூரம் சென்று காட்டு மார்க்கமாக வந்து கொண்டிருக்கின்றார் அப்படி வந்து கொண்டிருக்க கூடிய வழியிலே இரண்டு புறமும் மலை அந்த மலையினுடைய மத்தியிலே பாதை அதே வழியாக ஆடுகளை ஓட்டி வரும் போது அந்த இரண்டு மலைகளும் அதிர்ந்து சத்தமிட்டு யாகூபு நபி மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு சொல்லுகின்றனர் யாகூபு நபி மக்களே நீங்கள் யூசுப்பை கொண்டு சென்று அவர்களுக்கு நீங்கள் ஏதாகலும் ஆபத்தை விளைவிக்க வேண்டும் என்று அவருடைய உயிருக்கு ஏதாக நீங்கள் தீங்கு செய்வீர்களே திரும்பி வருங்கள் என்று அந்த மலைகள் அதிர்ந்து சொன்னது அதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை அப்புறமாக சென்றார்கள் காட்டிலே வாழுகின்ற ஒரு வேங்கை புலி கர்ஜித்து சத்தமிட்டு சொல்லுகின்றது யாசூபு நபி மக்களே யூசுபுலும் ஆபத்தை விளைவிப்பீர்களே ஆனால் அது போன்று உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கும் உங்களுடைய ஆடுகளுக்கு நாங்கள் பெரிய ஆபத்தை விளைவிப்போம் என்று அந்த புலி எச்சரித்தது அதையும் அவர்கள் பொருப்படுத்தவில்லை அப்புறமாக செல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றார்கள் ஏன் இன்னும் யூசுபை தோழிலே வைத்துக் நடக்கின்றார் அந்த யூசுபு கீழே போடி என்று சொன்னதும் அதுபோல தோல் மீது வைத்திருக்கின்ற ஒருவர் யூசுஃபை தன தூக்கி அழகுள்ள யூசுபையும் போட்டிவிட்டு அண்ணம் ஒத்துமை யாய் ஓடிடுவார்கள் கீழ் அவர்கள் எண்ணமார்கள் பின்தொடர்ந்து கீழே விழுந்த யூசுப் எழுந்திரித்து ஓடுகின்றார் ஓடி சென்று ஒரு அண்ணனைத்தானே போய் பிடித்து சொல்லுகின்றார் தமயமார்களே எங்களை அழைத்து வந்து அதே நேரத்தில் தோல் வலிக்கின்றது இறங்கி நடந்து தம்பி என்று சொன்னா நான் நடந்து வர அப்படி இருக்க என்னை ஏன் கீழே போட்டுவிட்டு ஓடுகின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது அதே நேரத்தில் அவர்களுடைய மனதில ஈவ இறக்கம் இல்லாதபடி மனதிலே ஏற்பட்ட அந்த பொறாமையின் குணமாக யூசுப்பை கொன்று வேண்டும் என்ற முடிவோடு வருகின்ற அவர் உடனே நம்பி யூசுப் அலி சொலாத்து அவர்களுடைய வலது கன்னத்தில் அவங்களுடைய ஆங்காரம் கொண்டு ஓங்கி அடித்து அழகுள்ள யூசுபையும் அடித்தி கண் யூசுவ அடித்தவரி அடினாலே அழகுள்ள யூசு மேலியே கீழ் விழுந்தா விழுந்தவர்கள் மீண்டும் எழுந்திரித்து அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்த ஓடி சென்று ஒரு அண்ணனை பிடிக்கின்றார் அருமை தமையனே இந்த முறையில் என்னை அழைத்து வந்து அடிக்கின்றீர்களே பார்த்தீர்களா அந்தமாவது அடித்து விட்டார்கள் என்று சொல்லும் அதே போன்று மறுகண்ணத்தில் இரக்கமின்றி அடித்து விட்டார்கள் அடித்த அடியில் அப்படியே சுழந்து கீழே விழுந்த நபியுலி பூமியிலே விழுந்து அவர்கள் கீழே விழுந்து அவங்களுடைய கண்களில் அப்படி கண்ணீர் சிந்த மீண்டும் எழுந்திரித்து அண்ணம்மார்கள் பின் துணர்ந்து ஓடி சென்று என்னை இந்த முறையிலே காற்றுக்கு அழைத்து வந்து என்னை அடித்து அதாவே என்ன குற்றம் நானும் செய்தேன் எதற்காக அடிக்கின்றிகள் காட்டுக்கு அழைத்து வந்து இங்கே நடிப்பதன் நோக்கமென்று என்னை காற்றுக்கு அழைத்து வந்து இவ்வாறு என்னை அடித்து அதாபடுத்துகின்றீர்கள் நான் என்ன குற்றம் செய்தேன் இதற்காக என்னை அடிக்கின்றீர்கள் என்று நம்பி யூசூப் அலி சலாத்து அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்தை கேட்கின்றார் அப்படி கேட்கின்ற நேரத்தில் அண்ணம்மார்கள் பத்து பேர்கள் சொல்லுகின்றார்கள் தம்பி யூசுபி எதற்காக தெரியுமா நீ உயிரோட திரும்பி ஊருக்கு போக முடியாது உன்னை கொல்வதற்காக வேண்டி நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று அழைத்து சென்று ஒரு மரத்தினுடைய நிழநடியிலே போய் உட்கார்ந்ததும் இசுபு அவங்களுடைய கண்ணில் அப்படி கண்ணீர் சிந்துகின்றது அண்ணமார்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் அண்ணம்மார்களே எனக்கு இந்த நேரத்தில் பசிய பொறுக்கில்லை தாகங்கள் தாங்குதில்லை மறந்து சோர்கின்றதீ பசி அதிகார்களே அந்த உணவை கொஞ்சம் தாருங்கள் என்று யூசுப் கேட்டாங்க அப்படி கேட்கின்ற பொழுது அந்த பத்து பெர்களும் சொன்னார்கள் தம்பி யூசுப்பே ஆனால் உனக்கு உணவோ தண்ணீரோ எதுவும் நாங்கள் இப்ப தர மாட்டோம் நீ அன்று கனவு கண்டதாக பாபா இடத்தில் சொன்னா சந்திரனும் சூரியனும் வந்து இறங்கி ஒன்னுடைய பாதத்திலே பணியும்படியாக பதினோரு நட்சத்திரங்களும் காலடியிலே சுஜூது செய்யும்படியாக கனவு கண்டேன் என்று சொன்னதற்கு பாபா என்ன பதில் சொன்னார்கள் ஆகவே அதுபோன்று இந்த நேரத்தில் உனக்கு சந்திரனும் சூரியனும் வந்து உனக்கு சாப்பாடு தரட்டும் பதினோரு நட்சத்திரங்கள் வந்து உனக்கு தண்ணீர் தரட்டும் நாங்கள் தரமாட்டோம் என்று பாபா கொடுத்த அந்த உணவை அவர்கள்தானே பசித்த புசித்து சாப்பிட்டு அந்த தண்ணீரையும் குடித்து யூசுஃபு கொடுக்காதபடி அவர்களை பார்க்க வைத்து இந்த முறையிலே பத்து பேர்களும் சாப்பிட்டார்கள் அதே நேரத்தில் மீண்டும் சொன்னார்கள் தம்பி யூசுபே ஒன்னி இனிமேல் உயிரோடு திரும்பிச் செல்ல முடியாது உன்னே நாங்கள் கொல்ல போகின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்பி யூசுஃபு சொல்லுகின்றார் இதற்காகவா நீங்கள் பொறாமை கொண்டு மனதிலே அசதான எண்ணம் கொண்டு என்னை இவ்வாறு காட்டிற்கு அழைத்து வந்து நீங்கள் காட்டிற்கு அழைத்து வந்து நீங்கள் அநியாயம் செய்வதற்கு முறையில என்னை அழைத்து வந்து அநியாயம் செய்வதற்காக என்னை கொலை செய்வதற்காக கூற்றிக்கொண்டு வந்து கொடுமை செய்கின்றீர்களே எனக்கு வேண்டாம் செல்வாக்கும் எனக்கு வேண்டாம் அதை நீங்களே எடுத்துக் ஆகையினால் இந்த நேரத்தில் எனக்கு பசிக்கும் தாகத்துக்கும் ஏதாவது எனக்கு கொஞ்சம் உண்மை குடிக்காருங்கள் என்று கேட்டாங்க அப்படி கேட்கும் பொழுது அந்த பத்து பேர் சொல்லுகின்றார்கள் ஒரு காலமும் உனக்கு தாகத்துக்கு தண்ணீரோ வசிக்க ஆகாரமோ எதுவும் நாங்கள் தரமாட்டோம் கொல்ல போகிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த பத்து பேர்களும் கூடியிருந்து சொல்லுகின்றார்கள் தன்பு யூசுப்பை எப்படி கொள்வது என்று ஒருவர் சொல்லுகின்றார் யூசுப காலையும் கையையும் கேட்டி இதோ பக்கத்தில் இருக்கின்ற அந்த உயர்ந்த மலையின் மீது அவர்களை கொண்டு போய் வைத்து கீழே உருட்டி விட வேண்டும் அப்படியேப் இறந்து விடுவார் என்று சொன்னார் அதற்கு ஒரு உபாயத்தை சொல்லும் என்று சொல்லும் போது அடுத்த ஒருவர் சொல்லுகின்றார் யூசுபுடைய கழுத்திலே கயிறை கட்டி இந்த மரத்திலே தூக்கிவிட்டால் யூசுப் இறந்து விடுவார் என்று சொன்னார் அதுவும் கூடாது அவருடைய உயிர் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போக வேண்டும் அதற்கு ஒரு சொல்லுங்கள் என்று சொல்ல ஒருவர் அவரை கெட்டி கிணத்துக்குள் போட்டுவிட்டால் கண்ணுக்கு தெரியாது அவருடைய உயிரும் பிரிந்துவிடும் இதுதான் நல்ல யோசனை அப்படித்தான் இந்த யூசுபை கொல்ல வேண்டும் அப்படி எங்கே கிணறு இருக்கிறதா பாருங்கள் என்று சொல்ல அதே போன்ற அந்த காட்டிலே தேடி வரும் பொழுது நாட்டிற்கும் மத்தியிலே சகபல் அகர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலும் கிணறு இருக்கின்ற அதை கண்டார்கள் கண்டதும் இந்த கிணத்தில்தான் யூசுஃபை கொல்ல வேண்டும் என்று பத்து பேர்கள் ஒன்று கூடி யூசு அழைத்துக் கொண்டு பாலும் கிணற்ற அடியில் பாலரான வந்துடும்ப கிணற்றடியுடைய பக்கத்தில் கொண்டு நிறுத்தி சொல்லுகின்றார்கள் யூசுபே இந்த கிணற்றுக்குள் உம்மை தள்ளி கொல்ல போகின்றோம் ஆகையினால் உட்கு இறுதியான நேரம் ஆகையினால் நீ உயிரோடு ஊருக்கு போக முடியாது என்று யூசுபை பார்த்து சொன்ன சொல்லும்பீ சிந்துகின்ற ஒரு எண்ணிக்கூட பார்க்கவில்லை ஆனாலும் பரவாயில்லை அல்லாஹுத்தால ஆண்டவன் எப்படி அமைத்திருப்பான் அப்படி நடக்கட்டும் என்று நம்பி யூசுப் சொன்னதும் உடனே அந்த பத்து பேர்கள சொன்னார்கள் யூசுப்பே நீங்களோ அதாவது இறக்க போகின்ற விழுந்து மடிய குப்பாயம் என்று சொன்னார்கள் கவனிட்டு அடக்குவதை போன்று என்னுடைய திரேகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சட்ட குப்பாயம் நான் இதை கழற்ற மாட்டேன் என்று சொன்னார் அதே நேரத்தில் பத்து பேர்களும் பலவந்தமான முறையில் யூசுபுடைய சட்ட குப்பாயத்தை கழட்டி அவருடைய கொல்ல போகிறீர்கள் என்பதை பற்றி நான் வருந்தவில்லை ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன் என்னை இவ்வாறு காட்டுக்கு அழைத்து வந்து பல கொடுமைகளை செய்து பால கிணற்றில் என்னை தள்ளி கொள்வதை போன்று என் நீங்கள் இது எந்த ஒரு ஆபத்தையும் கொன்றுவிடாதீர்கள் உங்களிடத்தில் இறுதியாக சொல்ல கொள்ள சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு கடமை என்று யூசுப் சொன்னாங்க அதே நேரத்தில் பத்து பேர்களும் மனதிலே ஏற்பட்ட அந்த ஹசதான பொறாமையினுடைய ஒரு காரணத்தை கொண்டு ஒமையான முறையில யூசுப் அவர்களை பாடும் கிணற்றுக்குள்ளே தள்ளிடுவார் பத்து பேரும் பாலரான அவர்கள் கிணற்றுக்குள் தள்ளிடுவாங்க கிணற்றுக்குள்ழுகின்ற நேரத்தில் கிணற்றினுடைய அந்த செவரை தானே பற்றி பிடிக்கின்றார் அதே நேரத்தில் பத்து பேர்களும் அவர்களுடைய கையை தானே எடுத்து மெல்ல மெல்ல கிணற்றுக்குள் இறக்குகின்றார் அப்படி இறக்கக்கூடிய நேரத்தில் கிணற்றுக்குள் விழுவதற்கு எவ்வளவு நேரம் நீங்கள் சென்று கிணற்றுக்குள் விழாதபடி யூசுபை தாங்கி பிடிங்கள் என்று தனியோ நம்ம காப்பாற்றி வாருமென்றி படைத்தரியவனும் ஒளிந்திடுவான் வானோ கரசரான ஜிபுரிஹூ வல்ல வரிய நாயன் ஆணை படி விரைந்து சென்றுரான கிணற்றுக்குள் கொண்டு வைத்தார்கள் வைக்கும் பொழுது அந்த கிணற்றினுடைய ஒரு வடிவம் எப்படி என்றால் கீழே விரிவும் மேலே ஒடுக்கமாக சொரக்காய் எப்படி இருக்கின்றதோ அது அந்த கிணற்றினுடைய ஒரு வடிவம் கீழே விரிவாகவும் அதனுடைய வாய் ரொம்ப ஒடுக்கமாகவும் இருந்தது ஆகவே அப்பெயர் போட்டு அந்த கிணற்றுக்குள் கீழே சென்றதும் ஒரு புறம் தண்ணீர் மற்றொரு கல் பாறை அந்த பாறையின் மீது யூசுப்பை கொண்டு போய் வைத்தார்கள் ஜிப்ரல் அலித் யூசுப்பை பயப்படாதீர்கள் அல்லாவுடைய ரஹமத்து உங்களுக்கு என்றென்றும் உண்டாவதாக நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்று அல்வாவுடைய சொல்லி வாழ்த்தையும் சென்றார்கள் அதே நேரத்தில் மேலே இருக்கின்றும் தள்ளிவிட்டோம் அவர்கள் மடிந்து விடுவார்கள் விடுவார்கள் என்று அப்புறமாக சென்று பத்து பேர்களும் அவர்கள் என்ன யோசிக்கின்றார்களே ஆனால் யூசுப்பை கிணத்துக்குள் தள்ளிவிட்டோம் சென்றா பாபா யூசுஃபை எங்கு என்று கேட்பார்களே என்ன பதில் சொல்லிடுவோம் எப்படி நாம் பிழைத்துவோம் ஆலோசனை செய்திடுவார் அந்த அண்ணம் பேரும் மக்கள் குடிய மனதுக்கு எது தென்பாதேத வடிவம் கொண்டு அதாவது இபிலிசு லானத்துள்ள பெரிய மனிதனுடைய வடிவத்தில் என்ன காரணம் என்று கேட்க நடந்த விபரத்தை சொல்லுகின்றார்கள் அப்ப அந்த இபிலிசான் சொல்லுகின்றான் இதற்காகவா நீங்கள் பயப்படுகின்றீர்கள் உங்க பாபா வரும் பொழுது சொன்னார்கள் அல்லவா காட்டிலே ஓநாய்கள் அதிகம் அதற்காக நான் பயப்படுகிறேன் என்று உங்க பாபா சொன்னார்களே அது நீங்கள் ஒரு ஆட்டை அறுத்து தின்று நீங்கள் உயிர் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்தான் அதை கேட்டதும் பத்து பெருகள் தக்க தருணத்தில் வந்து நம்மளுக்கு நல்ல முறையில் ஆலோசனை சொன்னார இந்த பெரியவர் என்று அவரை புகழ்ந்து அதுபோன்று ஒரு ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தில் யூசுஃபுடைய சட்டையை தானே போட்டு அந்த சட்ட குப்பாயத்தை எடுத்துக்கொண்டே அந்த பத்து பேர்களும் அவசர அவசரமாக ஆடுகளை தானே ஓட்டிக் கொண்டு வந்து அவர் ஊடி கோட்டையில் அடைத்து பவா நபித் காட்டுக்கு சென்ற மக்கள் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை என்று எதிர்பார்த்தி இருக்கின்ற நேரம் பத்து பேர் முன்னே வந்து காட்டுக்கு சென்ற மக்கள் இன்னும் வீட்டுக்கு திரும்பவில்லையே என்று எதிர்பார்த்திருக்கின்ற நேரத்தில் பத்து பேர்களும் ஒன்று போல் தானே வந்து பாபாவுடைய முன்னிலையிலே மௌனமாக நிற்கின்றார் அது கண்ட நபி யாஹூபு பார்க்கின்றார் மகன் யூசுப்பை காணவில்லை அதே நேரத்தில் கேட்கின்றார் மக்களை ஏன் மௌனமாக இருக்கின்றீர்கள் என்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் கருத்துக்கும் பொருத்தமுடியும் என்னுடைய அன்பு மகன் யூசுபை எங்க என்னுடைய கண்ணுக்கு பிரியமான கேட்டிடுவாரி பாலரான அவர்கள் எங்கே என்று கேட்கின்றார் அதே நேரத்தில் பத்து பேர்களும் அவங்களுடைய கண்களில் கண்ணீர் வடியக்கூடிய முறையில அவர்கள் பாபாவுடைய முகத்தை பார்த்து எதுவுமே பதில் பேசாமல் இருக்கின்றார் அதே நேரத்தில் ஒருவர் சொல்லுகின்றார் அரம்பி பிதாவே தந்தையே தம்பி யூசுப்பை நாங்கள் காட்டுக்கு அழைத்து சென்று ஒரு குழுந்த மரத்தினுடைய நிணலடியில் கொண்டு போய் வைத்து ஆடுகளைத்தானே மேய்த்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்தி பொழுதாகிவிட்டது ஆடுகளை அதாவது நான்கு புறங்களிலும் மேய்கின்ற ஆடுகளை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி நாங்கள் சென்று ஆடைத்தானே ஒன்று சேர்த்து திரும்பி தம்பி இருந்த இடத்தில் வந்து பார்க்கும் பொழுது தம்பியை காணவில்லை காணாத முறையிலே நாங்கள் எல்லாம் கண்கலங்கி நான்கு புறங்களிலும் ஓடி சென்று தம்பியை தேடி பார்த்து வரக்கூடிய நேரத்தில் இறுதியில் நாங்கள் கண்ட காட்சி எங்களுடைய கல்வியை உருக்கிவிட்டது நம்முடைய அருமை தம்பி யூசுப் அவர்களை ஒரு கேணி குளிர பள்ளத்தில் தானே பல ஓனாயில் தானே கொண்டு சென்று அவர்கள் மேலிட்டிருந்த சட்ட குப்பாயம்தான் எங்களுக்கு கிடைத்தது அவர்களை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னவுடனே இந்த செய்தியை கேட்ட நபி அஹூப் அலிசலாத் வலாம் அப்படி அவங்களுடைய மனங்கள் எல்லாம் உருகி அவங்களுடைய கண்மணியான மகனை இவ்வாறு நீங்கள் காட்டு களைத்து மோசங்கள் செய்து என்று மொழி பாலரான என்ன மோசம் செய்தீர்களோ அதை தாருங்கள் என்று கேட்டதும் எடுத்து கையில் கொடுக்க அதைத்தான் வாங்கி கண்ணோடு தானே வைத்து முத்தி முகந்த அந்த சட்டையை தானே பிரித்து நபி யாக பார்த்தார்கள் பார்க்கும் பொழுது சட்டையில் எந்த விதமான ஒரு கிழிசலோ சட்டையில் எந்த விதமான ஒரு குறையோ எதுவுமே கிடையாது சட்டை பூர்ணமாக இருக்கின்றது ஆனால் ரத்தம் தோய்ந்த சட்டை அதை கண்டதும் நம்பியாக முடியும் மனதில் ஒரு எண்ணம் ஏற்படுகின்ற ஓநாய்கள் பீத்திருந்ததாக ஓநாய்கள் கடித்திருந்ததாக மக்கள் சொல்லுகின்றார்கள் அப்படி கடித்திருந்தார் சட்டை எந்த முறையில் கிழிந்திருக்க வேண்டும் சட்டையில் குறையும் இல்லையே ஆனால் இவங்கள் சொல்லக்கூடிய வாக்கில் தான் குறை இருக்கின்றது யூசுஃபை அழைத்து ஏதோ மோசம் செய்து விட்டார்கள் அபாயம் விளைவித்து விட்டார்கள் என்று கருதி மக்களை நீங்கள் சொல்லக்கூடியால் வார்த்தையை உண்மை என்று ஒப்புக்கொள்ள வேண்டுமையானால் காட்டுக்கு சென்று ஒரு ஓனாயை பிடித்து வர வேண்டும் நான் உண்மையை கேட்க வேண்டும் அது அப்படி உண்மையை சொன்னால் நான் உங்களை நம்புவேன் என்று நம்பி யாகூப் சொன்னார் உடனே பத்து பேர்களும் அவர்கள் அதிக விரைவான முறையில் அந்த இடத்தை விட்டு காட்டுக்கு சென்று தேடி தேடி இறுதியாக ஒரு ஓநாயை பிடித்துக் கொண்டு பாபாவுடைய முன்னிலையிலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் நிறுத்திய உடனே நபி அபுப் அலி சலாத்து கேட்கின்றார் ஓ காட்டிலே வாழக்கூடிய ஐ படைத்த மிருகமே ஓநாயே என்னுடைய அருமை மகன் யூசுபு காட்டுக்கு வந்த இடத்தில் உங்களுடைய இனங்கள் எல்லாம் கூடி என்னுடைய மகனை கொன்று விட்டீர்களே என்னுடைய மகனுக்கு நீங்கள் ஆபத்து விளைவித்து வீட்டில் கேட்கும்போது சொல்லுகின்றது நாங்கள் ஏதாகும் அபாயம் செய்திருப்போமே ஆனால் மோசம் செய்திருப்போமே ஆனால் அல்லாவுடைய நபியே பிந்தைய காலத்தில் அதாவது முகம்மது நபி என்று ஒருவர்கள் இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார் அப்படி முகம்மது நபியினுடைய உம்மத்துமார்கள் இருக்கின்றார்களே அந்த உம்மத்துமார்களாக கூடியவர்கள் அவர்களுக்கு கைமா சொல்லி ஈமான் கொண்டு அவர்கள் விசுவாசமாக நடக்கக்கூடிய அவர்கள் அல்லாவுடைய ஐங்கால கடமையை விட்டு தொழுகையை விட்டு மறந்து திரிகின்றார்களே அந்த கூட்டத்தில் சேர்ந்தவர்களாக நாங்களும் ஆகிவிடுவோம் ஒரு காலமும் உங்களுடைய மகன் யூசுப நாங்கள் காணவும் இல்லை அவர்களை கடித்து நாங்கள் தின்னவும் இல்லை என்று அந்த ஓனாய் பதில் சொன்னதான் சொன்ன உடனே அதை கேட்ட நபி அஹூப் அலை அதே நேரத்தில் சொல்லுகின்றார் நாங்கள் ஒரு தாய்க்கு ஏழு மக்கள் ஏழு மக்களாக இருக்கின்ற நாங்கள் அதாவது எல்லாத்துக்கும் இளைய ஓநாய் எங்களுடைய தம்பி எங்களோடு சண்டை செய்து விட்டு பிரிந்து விட்டது பிரிந்து இன்று மூன்று நாள் ஆகின்றது ஆகையினால் பிரிந்த எங்கு சென்றதோ என்று எங்கு போனதோ என்று தேடி வரும்பொழுது பொழுது உங்களுடைய மக்கள் எங்களை பிடித்து கொண்டு வந்தார்கள்